வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அடுத்த தலைப்பு உறவுகள் வாழ்க்கையில ரெண்டு பொருட்கள் உட்பட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு தொடர்பை ஏற்படுத்துகின்றன அவ்வாறெனில் அந்த தொடர்பை எப்படி வெளிப்படுத்தலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் நபர் பியின் சகோதரர் ஏ மேலும் ஏயின் தந்தையின் சகோதரி சி எனில் சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதோட விடை அத்தை கவனிங்க ஒரு நபரை பார்த்து முருகன் அவர் என் தந்தையின் மாமாவின் மகன் என கூறினார் எனில் அவர் முருகனுக்கு என்ன உறவு சித்தப்பா அல்லது பெரியப்பா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உறவு என்பது உயிருள்ள பொருட்களுக்கு இடையேயான தொடர்பை விவரிக்கிறது பொதுவாக உறவின் மூலம் இரண்டு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களுக்கு இடையேயான தொடர்பை புரிந்து கொள்கிறோம் பாருங்கள் தாய் மகள் சகோதரர் சகோதரி ஆசிரியர் மாணவர் இந்த உறவுகளைப் போலவே கணித உறவுகள் என்ற புதிய கருத்தை நாம் இன்று அறிந்து கொள்வோம் பாருங்க ராதா கவிதாவின் மகள் இரண்டு நபர்களுக்கு இடையிலான உறவை காட்டுகிறது இங்கே உறவு என்பது மகள் ஆங்கிலத்துல உறவு என்பது ரிலேஷன் அதனால அதோட முதல் எழுத்தை குறிக்கிற வகையில உறவை ஆர் என்ற எழுத்தால் குறிக்கலாம் இங்கே இரண்டு நபர்களுக்கு இடையே என்ன உறவு மகள் என்ற உறவு பாருங்க ஐந்து என்பது ஒன்பதுக்கும் குறைவாக உள்ளது இங்கே இரண்டு எண்களுக்கிடையிலான உறவை காட்டுகிறது இங்கே உறவு என்பது குறைவாக உள்ளது அதாவது ஐந்து என்பது ஒன்பதை விட குறைவாக உள்ளது சோ விட குறைவாக உள்ளது என்பதே உறவு உறவின் வரையறை ஏ கமா பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் என்க A ஏயிலிருந்து B க்கு உள்ள உறவு R ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பி யின் உட்கணமாக இருக்கும் நல்லா கவனிங்க இரண்டு கணங்கள் வெற்றில்லா கணங்களாக நாம் எடுத்துக்கணும் அதாவது உறுப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் கணம் ஏ யிலிருந்து கணம் பி க்கு நாம் உறவை வரையறை செய்யும் போது சில விதிமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும் ஆனா மேலும் இந்த உறவு ஆர் ஆனது கண்டிப்பாக கார்டீஷியன் பெருக்கலான A கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும் பாருங்கள் கணம் ஏ யிலுள்ள முதல் உறுப்புக்கும் கணம் பி யிலுள்ள இரண்டாவது உறுப்புக்குமான உறவு ஆரின் வழியாக இருந்தால் அதை எப்படி எழுதலாம் X ரிலேட்டட் டு Y X கேபிட்டல் ஆர் Y X என்பது கணம் ஏயில் உள்ள உறுப்பு Y என்பது கணம் பியில் உள்ள உறுப்பு எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் என இருந்தால் மட்டுமே X, Y பிலாங்ஸ் ஆர் ஏதாவது ஒரு வகையில சில விதிகளுக்கு உட்பட்டு இரண்டு பொருட்களுக்கும் இடையேயான தொடர்பு இருந்தால் உறவாக வரையறை செய்யலாம் கவனிங்க கணம் ஏ ல விலங்குகளையும் கணம் பில அவற்றின் குட்டிகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கணம் A, cat, dog, cow கணம் B, கேட் puppy, கவுச்சன் கிட் அதாவது கணம் ஏ விலங்குகளை குறிக்கிறது கணம் பி அவற்றின் குட்டிகளை குறிக்கிறது இதுக்கிடையிலான உறவை நாம் எப்படி வரையறை செய்வது கவனிங்க இங்கே உறவு என்பது இளம் ஒன்று அதாவது அதோட குட்டி த எங் ஒன்ஸ் இப்ப கேட்டோட எங்கன் டாகோட எங் ஒன் பப்பி கவோட எங்வன் காஃப் ஏதாவது ஒரு உறவை வரையறை செய்து இப்படி நாம் வரிசை ஜோடிகளாக உறவை எழுதலாம் கணம் ஏ ஒன்று மூன்று ஐந்து ஏழு கணம் பி நான்கு எட்டு கணம் ஏ யிலிருந்து பி க்கு உறவானது குறைவாக உள்ளது என வரையறுக்கப்பட்டால் அதாவது ஏ யில் இருக்கிற எண்கள் பியில் இருக்கிற எண்களை விட குறைவாக உள்ளது என உறவு வரையறை செய்யப்படுகிறது எப்படி எழுதலாம் முதல் எண் 1 கணம் பீல் முதல் எண் 4 நான்கை விட ஒன்று குறைவானது ஸோ ஒன்று ரிலேட்டட் டு 1 ஆனது நான்கை விட குறைவானது இதே போன்று 3 1 ரிலேட்டட் டு 8 3 ரிலேட்டட் டு 4 3 ரிலேட்டட் டு 8 5 ரிலேட்டட் டு 4 எழுத முடியுமா முடியாது ஏனா 5 என்கிற எண் நான்கை விட பெரிய எண் அதனால் அந்த உறவை நாம் வரையறை செய்ய முடியாது அதே போலவே ஏழு ரிலேட்டட் டு என எழுத முடியாது ஏனா 7 பெரிய எண் அப்போ அடுத்த உறவு 5 ரிலேட்டட் டு 8 அடுத்து 7, ரிலேட்டட் டு எட்டு அந்த விதிக்கு உட்பட்டு நாம் உறவை வரிசை ஜோடிகளாக இப்படி எழுதலாம் ஒன்று கமா நான்கு ஒன்று கமா எட்டு மூன்று கமா நான்கு மூன்று இங்கு உறவு என்பது குறைவாக உள்ளது என வரையறை செய்யப்படுகிறது ஸோ முதல் உருப்பு இரண்டாவது உறுப்பை விட கண்டிப்பாக குறைவான எண்ணாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் உறவை வரையறை செய்யலாம் கார்டீஷன் பெருக்கள் இதுக்கு எழுதி பாருங்கள் ஏக்கும் பிக்கும் கார்டீஷன் பெருக்கள் கண்டுபிடிச்சா என்னென்ன ஜோடிகள் வந்திருக்கு ஒன்று கமா நான்கு ஒன்று கமா எட்டு மூன்று கமா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ஆறில் இருக்கிற வரிசை ஜோடிகள் கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் இருக்குது ஒன்று கமா நான்கு 3,4, 3,8, 5,8, 7,8 கமா இரண்டு கணங்களை நம்ம வரையறை செய்யும் போது ஒரு கணத்திலுள்ள உறுப்புகள் மற்றொரு கணத்தில் இருந்தால் அவை உட்கணமாக இருக்கும் ஸோ ஆர் ஆனது A cross B பியின் உட்கணம் உட்கணத்தோட சிம்பல் இது ஸோ ஆர் என்பது cross B பியின் உட்கணம் கணம் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கணம் பி மதி அருள் ஜான் வரிசை ஜோடிகளாக கொடுக்காம அம்புக்குரி படம் மூலம் உறவை வரையறை செய்திருக்காங்க அடுத்து நாம பார்க்க போறது மதிப்பகம்னா என்ன வீச்சகம்னா என்ன மதிப்பகம் என்பது கணம் ஏயிலுள்ள உறுப்புகள் ஆனால் அந்த உறுப்புகள் கண்டிப்பா உறவின் மூலம் தொடர்புப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த உறுப்புக்கு உறவு இல்லைன்னா மதிப்பகத்துல நாம எழுதக்கூடாது ஆறின் துணைமதிப்பகம் என்பது கணம் பி வீச்சகம் என்பது கணம் பியிலுள்ள உறுப்புகள் உறவில் தொடர்பு அந்த உறுப்புகளை நாம் வீச்சகம் என்று சொல்லலாம் என்பது கணம் ஏயின் உட்கணமாக இருக்கும் பாருங்க ஆணின் மதிப்பகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கணம் ஏ ல என்னென்ன உறுப்புகள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து உட்கணமாக இருக்கா சோ மதிப்பகம் கணம் ஏயின் உட்கணம் ஆரின் வீச்சகம் பாருங்க மதி அருள் ஜான் இந்த உறுப்புகள் பில இருக்கு ஸோ வீச்சகம் என்பது பியின் உட்கணம் இந்த உறவை எந்தெந்த வழிகளில் நாம் குறிக்கலாம் பட்டியல் முறையில குறிக்கலாம் கன கட்டமைப்பு முறையில் எழுதலாம் அம்புகுறி படம் மூலமாகவும் இந்த உறவை நாம் காட்சிப்படுத்தி அறிந்து கொள்ளலாம் பாருங்க கணம் a 5 6 7 8 ஒன்பது 10 கணம் b 7 8 ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணு ஏ முதல் b வரையிலான உறவை இப்படி வரையறை செய்திருக்காங்க r x, y y என்பது எக் பிளஸ் இரண்டு அதாவது ஏயில் உள்ள ஒவ்வொரு எக்ஸையும் இரண்டால் கூட்டினால் கிடைப்பது Y இங்கே உறவை கண கட்டமைப்பு முறையில் இருக்காங்க பாருங்க நம்ம அம்புக்குடி மூலமாக காட்சிப்படுத்தி பார்க்கலாம் கணம் A கணம் B கணம் ஏ யிலுள்ள உறுப்புகளை எழுதிக்கலாம் கணம் பியில் உள்ள உறுப்புகளை எழுதிக்கலாம் நமக்கு உறவை எப்படி வரையறை செய்திருக்காங்க ஒய் என்பது எக்ஸ் முதல் உறுப்பு 5 so 5-2 7 6 எக்ஸ்ல ஐந்து 8 இரண்டு so 6 ஏழு 8 கூட்டல் ரெண்டு ஒன்பது அடுத்த எண் எட்டு எட்டு கூட்டல் இரண்டு பத்து ஒன்பது ஒன்பது கூட்டல் 2 பதினொன்று அடுத்த எண் so, 10, 10 கூட்டல் இரண்டு பனிரெண்டுன்னு வரணும் ஆனா 12 இங்கே இல்லை சோ நாம் 10 என்ற எண்ணுக்கு உரவை குறிக்க முடியாது இப்போ இந்த உரவை பட்டியல் முறையில் இப்படி எழுதலாம் 5,7, 6,8, 7,9, 8,10, கமா எட்டு ஏழு முறையில் எழுதுவது கன கட்டமைப்பு முறை இப்படி காட்சிப்படுத்தி காண்பிப்பது குறிப்படம் வரிசை ஜோடிகளாக அடைப்பு குறியீட்டுக்குள் எழுதுவது பட்டியல் முறை பாருங்கள் இதில் ஆறின் மதிப்பகம் என்ன எழுதலாம் 10 என்ற எண்ணுக்கு உறவு இல்லை ஸோ மதிப்பகம் என்பது 5, 6, 7, 8, 9 மட்டுமே இதை நல்லா கவனிச்சுக்கோங்க கணம் ஏயில் இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் நாம் எழுதக்கூடாது எந்த எண்களுக்கு உறவை நாம் வரையறை செய்திருக்கிறோமோ அந்த எண்கள் மட்டும்தான் மதிப்பகத்தில் எழுத வேண்டும் அடுத்து வீச்சகம் வீச்சகத்திலையும் அதே போன்று பதிமூன்று என்ற எண்ணுக்கு உறவு இல்லை ஸோ வீச்சகம் சமம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று துணை மதிப்பகம் என்பது கணம் பியில் உள்ள உறுப்புகள் இந்த உதாரணம் மூலமா உறவை கன கட்டமைப்பு அம்புக்குறி வரிசை ஜோடிகளின் மூலமாக எப்படி எழுதலாம் மதிப்பகம்னா என்ன பீச்சகம்னா என்ன துணை மதிப்பகம் எப்படி எழுதணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கவனிங்க ஓர் உறவில் உறுப்புகள் இல்லையெனில் அந்த உறவு இன்மை உறவு எனப்படும் அதாவது வெற்று கணம் உறுப்புகளே இல்லைன்னா அந்த உறவு வெற்று உறவாக இருக்கும் பாருங்க கணம் a – 2 –1 மைனஸ் ஒன்று b 1 2 3 4 மூன்று நான்கு இங்கே ஏயிலிருந்து பிக்கான உறவை ஏ கூட்டல் பி ச ஐந்துன்னு வரையறை செய்கிறாங்க அதாவது கணம் ஏயில் இருக்கிற உறுப்புகளையும் பியில் இருக்கிற உறுப்பையும் கூட்டுனா நம்மளுக்கு ஐந்து வரணும் பாருங்கள் கூட்டி பாருங்கள் மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் –2 ரெண்டு கூட்டல் மூணு மைனஸ் ரெண்டு கூட்டல் நாலு இப்படி எந்த எண்ணெய் கூட்டினாலும் ஐந்து வராது என வரையறுத்தால் ஏ கூட்டல் பி சமம் என்றவாறு எந்த ஒரு ஜோடியும் இல்லை எனவே ஆறில் எந்த உறுப்பும் இல்லை இவ்வகையான உறவை நாம் இன்மை உறவுன்னு சொல்லலாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மாம்பழக்கூடை இருக்குது அந்த மாம்பழக்கூடையிலிருந்து நம்ம ஆப்பிள் எடுக்க முடியுமா முடியாது அங்கே வந்து உறவை வரையறை உறவில் எந்த உறுப்புகளும் இருக்காது அந்த வகையான உறவுக்கு இன்மை உறவு உறுப்புகள் இல்லை எனில் இன்மை உறவு கவனிங்க கணம் ஏல உறுப்புகளின் எண்ணிக்கை பி நடுத்துக்கலாம் கணம் பியில உறுப்புகளின் எண்ணிக்கை கியூன்னு எடுத்துட்டா ஏலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை சமம் ரெண்டின் அடுக்கு பி அதாவது ரெண்டின் அடுக்கு கணம் ஏயிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பெருக்கள் கனம் வெயிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு மதிப்பெண் வினாவில் கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வரையறை செய்யலாம் மதிப்பகம் வீச்சகம் எப்படி எழுதுறது உறவை கன கட்டமைப்பு அம்புக்குறி வரிசை ஜோடிகளா எப்படி எழுதலாம் இன்மை உறவுனா என்ன உறவில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னு இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த கருத்துக்களை பயன்படுத்தி அடுத்த பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு இருக்கிற அனைத்து கணக்குகளையும் பார்க்கலாம் THANK YOU! நீங்கள் ஒரு தடவை இந்த கருத்துக்களை ரீகால் பண்ணி பாருங்கள்